இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் நீங்களும் நீங்க புதுசா இருந்தால் தட்டி விட்டுக்குங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஃபஸ்ட்டு கேன் மாஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன் மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நியூ அப்படின்னு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பெக்ட் ரேஷியோட ஒம்பது ஹிஸ்ட்டு பதினாறுனு இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் மேலே பார்த்தீங்கன்னா லெஸ்ட்டுன்னு காட்டும் அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜுன்றிருக்கும் அதில் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு மேலே இன்ட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போயிட்டு நீங்கள் இமேஜ் எடுத்துக்கிங்க இமேஜ் எடுத்த பிறகு இந்த இமேஜை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கிங்க அதுக்கு அந்த இமேஜ்மே நீங்கள் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜு கீழே பார்த்தீங்கன்னா ஆரோமார் காட்டோ உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் அதை நீங்கள் எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா நான் இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு எட்டு தக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இமேஜ் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க வலeser அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனா அதுல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கனா அதுல சச்சுரேஷன் இருக்கும் அது ஃபுல்லா நீங்க மைனஸ் 100 பண்ணிடுவீங்க மைனஸ் 100 பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துடுங்க கொடுத்த பிறகு இதுல ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு ऐड பண்ண போறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நீங்க லேயர்ல போய் டி மீடியால போய் டவுன்லோட்ஸ்ல போய் அந்த டெம்ப்ளேட் எடுத்துடுங்க டெம்ப்ளேட் எடுத்த பிறகு அப்படியே வளசிய ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்காது நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகேன் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்னு ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வலைசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணி விட்டுக்குங்க என்னபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணுங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்காது நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பக்கத்தில் இருக்கும் இப்போ பிளே பண்ணி பாருங்களுக்கு சிங்கிள் கலர் ஆகும் சிங்கிள் கலர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்கிங் டவுன்லோட் ஆப்ஷன் அதை கொடுத்து இதில் உங்க மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் இதில் செட் பண்ணிட்டு கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சேவ் பண்ண பிறகு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா பேக் கொடுத்த பிறகு இப்போ இந்த டெம்ளே டெலிட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோமே எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வளசுற அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீ குறைச்சிங்களா இது அப்படியே ஃபுல்லாக சீரோவில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது வச்ச பிறகு மேலே டிகாப்ஸன் கொடுங்க டிகாப்ஸன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்ததில்லை அதை இதில் நம்ம மறுபடியும் கொண்டு வர போகிறோம் அது வந்து கெயின் மாஸ்டர் அப்படிங்க நேமில் சேவ் ஆகி கிடக்கும் அதை நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு கெயின் மாஸ்டரில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் வலைசிறர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் அந்த டெம்லேட் பண்ண ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் க்ரோமாக்கீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்னேபிள் பண்ணி விட்டுக்கிங்க என்னபிள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் நீங்கள் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் குரோமாக்கி பக்கத்தில் டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க இதல ஒரு போயிட்டு போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வளசிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் அந்த டெம்லேட் நோய் ஒருத்தர கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வளசிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணப் போகிறோம் இதில் உங்களுக்கு பிடித்தமான ரீக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ஆட் பண்ணக்கூடிய லீக்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எடுத்த பிறகு நீங்கள் வலைசு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்காது நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு அப்படி கீழே கொஞ்சம் இறக்கின்ற இடத்துல செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஃபைனலாக ஒரு ஃப்ரேம்ன்னு ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீ அது ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வளசில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மா இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்க கொடுத்த டிக் ஆப்ஷன் கொடுங்க டிகாப்ஷன் கொடுத்தப்பட அகே நீங்க அந்த டெம்ப்ளெட் ஒரு கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு அகை நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் ரைட் ஆப்ஷன் கொடுங்க ஓகேங்களா ராட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இப்போ நம்மளுக்கு செமையான ஒரு வாட்ஸ்அப் செட்டஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வளர்ச்சி பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் அது நீங்கள் கொடுத்துக்குங்க அது கொடுத்த பிறகு நீங்கள் இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகுமோ அதை நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சிங்க செட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சேவை ஸ்வீட் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து வீடியோவை சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் okay bye